நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் வந்து நீட் வந்து எழுத போவீங்க அந்த ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பத்து வகையான டிப்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்க அதிக மதிப்பெண் எடுக்கணும்னா என்னென்ன வழிக வழிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இந்த வீடியோவை அப்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் தவறாமல் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது ஸ்டடி ஷெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆர் டைம் டேபிள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஷெடியூல் ஸ்டடி ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கனா டெய்லி ஷெடியூல் வந்து கண்டிப்பாக போடணும் இது எல்லாமே சொல்ல இந்த பத்து பாயிண்ட்டுமே வந்து புதிதாக ஃபஸ்ட் டைம் வந்து நீட் எழுத போகிறவங்க ரொம்ப கவனித்து பண்ணணும் ஏற்கனவே எழுதிட்டு ரிப்பீட்டராக இருந்தாலும் ஒன்றும் தவறில் இதை தெரிஞ்சுக்கலாம் ஸ்டடி ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஷெடியூல் போடணும் என்ன அன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு ஷெடியூல் பண்ணணும் அந்த ஷெடியூல் படி கரெக்டாக நீங்கள் நடந்துக்கணும் கரெக்டாக படிக்கணும் எதுக்காக இந்த ஷெடியூல் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டும் அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம பண்ணணும் ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை படித்து முடிச்சுட்டு அடுத்த ஷெடியூல் படி என்ன இருக்கோ அந்த அந்த ஷெடியூலுக்கு நீங்கள் போகணும் ரெண்டாவது நீங்கள் படி ஏதோ ஒரு சூழ்நிலை படிக்க முடியாமல் போனால் கூட நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால அந்த ஆர்வத்தை வந்து இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு தூண்டு ஒரு தூண்டுகோலாக அமையும் அதனால் இந்த ஸ்டடி ஷெடியூல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது Do not leave out topics and chapters ஸோ இது ரொம்ப முக்கியம் என்னென்னா நிறையவர் பண்ணுற தவறுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சா டாபிக்ஸாக இருந்தாலும் சரி எதாவது ஒரு டா இருந்தாலும் சரி அதை வந்து விட்டுவிடுவாங்க படிக்கும் பொழுது ஸோ புதியவர்கள் எல்லாருமே வந்து என்சிஆர்டியை படிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை எல்லா சாப்டருமே தரவை பண்ணணும் எல்லா சாப்டரும் படிக்கணும் எல்லா டாபிக்ஸுமே ரீட் அவுட் பண்ணணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எதையாவது ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மேபி உங்கள் பேட் டைம் வந்து எந்த டாப்பிக்கோ அது எந்த சாப்டரும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு மெயினாக வந்து அந்த கொஸ்டின் ஆனது வரக்கூடும் ஸோ சில நேரங்களில் நம்ம பண்ணுற தவறு அது தான் என்ன பண்ணுவோன்னா நிறைய விஷயங்களை படிப்பாங்க ஆனால் நிறைய படிச்சுட்டு சரி ஒன்னே ஒன்று தானே விட்டுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து சாப்டர் இருக்குது நீங்கள் ஒன்பது வரைக்கும் படிச்சிருப்பீங்க அது பத்தாவது சாப்டர் சரி இவ்வளோ படிச்சுட்டுமே இது பரவாயில்லன்னா பெருசாக வந்துடுற போதுன்னு நினச்சிட்டு விடுவீங்க பட் அப்படி நீங்கள் விடுற அந்த சாப்டர்லேருந்து ஒரு முக்கியமான கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் வரலாம் அதனால தான் வந்து எதையுமே குயிட் பண்ணக்கூடாது எதையுமே விடக்கூடாது டாபிக்ஸாக இருந்தாலும் எல்லா சாப்டருமே தரவு பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது எல்லாமே என்சிஆர்டி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டடி என்சிஆர்டி புக்ஸ் ஸோ என்சிஆர்டி தான் படிக்கணும்னு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி சொல்கிறேன் ஸோ அதில் என்னென்னலாம் படிக்கணும் எந்த புக்ஸ்லாம் படிக்கணும்னு ஏற்கனவே வீடியோ நான் கொடுத்துருக்கேன் திரும்ப வேணுனா கூட அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா அடுத்த வீடியோவில் திரும்ப நான் உங்களுக்கு தரேன் என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் படிக்கும்போது செய்ய வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்த சாப்டர் எந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்களோ இதை வந்து லைன் பை லைன் எல்லா லைனையும் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும் லைன் பை லைன் படிக்கணும் ஒன்று ஸோ லைன் பை லைன் படிக்கிறது மட்டுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் எதை படித்தாலும் அதில் இருக்கிற சம்மரி ஃபார்முலாஸு ஈக்குவேஷன்ஸு முக்கியமாக டயாகிராம்ஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தரவு பண்ணணும் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபார்முலாஸ் போட்டு பாருங்கள் எழுதி பாருங்கள் டயாகிராம்ஸை வரைஞ்சி பாருங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸ் ப்ராக்டிஸாக பண்ணிட்டே இருக்கணும் என்சிஆர்டி படிக்கிறீங்க என்சிஆர்டி படித்து முடிச்சுட்டு வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருந்துதுன்னு சொன்னால் நீங்கள் அதை நான் திரும்ப சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்றது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அது வந்து மெயினாக நீங்கள் எடுத்து பிடிக்கக்கூடாது கம்பல்சரி யூ ஷுட் ரீட் என்சிஆர்டி புக்ஸ் ரிவைஸ் டெய்லி அது நோட்ஸ் ஸோ இது வந்து அடுத்தது ரிவைஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த டைம் டேபிள் ஃபஸ்ட்டு உங்கள் பாயிண்ட்டு நான் தான் சொன்னேன் ஒரு டைம் டேபிள் நீங்கள் போட வேண்டியது இருக்குன்னு சொல்லி அல்லது ஸ்டடி ஷெட்யூல் வந்து நீங்கள் பண்ணணும் உங்கள் நீட்டுடைய ஷெடியூலில் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்கணும் உங்கள் சப்ஜெக்டை திரும்பதை ரிவைஸ் பண்ணணும் அந்த ரிவைஸ் பண்ணுறதுக்கு நேரங்கள் ஒதுக்கணும் அந்த ரிவைஸ் பண்ணும்பொழுது இது எது எது அந்த ரிவைஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து நோட்ஸ் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க இன்றைக்கி படிச்சுட்ருக்குறீங்க எதை படித்தாலுமே நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும் அந்த நோட்ஸ் எடுக்கும்பொழுது நீங்கள் ரிவைஸ் பண்ணும்பொழுது அந்த நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ரிவைஸ் பண்ணும்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரி விஷயங்களும் மெயினாக நீங்கள் பார்க்கணும் ஃபார்முலா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபார்முலாஸு ஈக்குவேஷன்ஸு டயக்ராம்ஸு சம்மரிஸு தேரம்ஸு என்னென்ன இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அதில் தரவை பண்ணணும் ஸோ அதனால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே நீங்கள் போடுற ஸ்டடி ஷெடியூலில் கண்டிப்பா வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணும் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குற இடங்கள் அதாவது உங்கள் கண்ணு எங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் அதிகம் அதிக இடத்துல படுதோ அந்த இடங்களில் முடிஞ்சால் நீங்கள் ஃப்ளோசார்ட்டு போஸ்டர்ஸு நான் இப்போ சொன்னிருந்தீங்களா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்டான விஷயங்களை எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே முடிஞ்சால் அழகாக எழுதி ஒரு சார்ட்டில் எழுதியோ அல்லது ஒரு பெருசாக நீங்கள் நோட் பண்ணியோ உங்கள் செ செவரு உங்கள் வாழ் இருக்கு இல்லையா வாலில் நீங்கள் பேஸ் பண்ணலாம் ஒட்டி வைக்கலாம் அல்லது வந்து எழுதி வேறு எங்கேயோ உங்கள் கண் பார்வையில் படும் படும் இடங்களில் வைக்கலாம் உங்கள் டார்கெட்டை எழுதி உங்கள் கண் பார்வை இடங்களில் வைங்க ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் வந்து இதை உள்ளே போகும் அந்த என்ன விஷயங்கள் எழுதியிருக்கோம் அது எல்லாமே உங்கள் உள்ளே போகும் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கணும் இது எல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுல தான் வரும் ஸோ ஜாயின் கோச்சிங் சென்டர்ஸ் ஸோ கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அதை பாசிபிள் இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து ஒரு கோச்சிங் சென்டரை தேடி எடுத்துகிட்டு போய்ட்டு நாங்கள் ஒரே இடத்துல ஒரு ஐம்பது பேர் உட்காந்து படிக்கிறதுன்றதெல்லாம் பாசிபிள் கிடையாது ஆனால் அட்லீஸ்ட்டு கோச்சிங் சென்டரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்திங்கன்னா அந்த புதுசாக இருக்கிறவங்களுக்காக தான் மெயினாக நான் சொல்கிறேன் என்னென்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் அல்லது கோச்சிங் நடத்துகிற அந்த நீட் எக்ஸாம் தெரிந்தவர்களை பற்றி அதுக்கிட்ட கேட்கும்பொழுது தான் நீட்டில் எவ்வளோ கொஸ்டின் வரும் ஒன்றுக்கு எவ்வளோ மார்க்கு எவ்வளோ நெகட்டிவ் போகும் எந்த மாதிரிலாம் அட்டன்ட் பண்ணலாம் அதனோட பேட்டன் என்ன அதோட மதிப்பு என்ன பயாலஜியில் எவ்வளோ மார்க் வரும் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ ஃபிசிக்ஸில் எவ்வளோ இந்த மாதிரி பேட்டர்ன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மதிப்பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு மார்க் டெஸ்ட்லாம் எப்படி எழுதணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கணுன்றதான் என்னுடைய விருப்பமும் அதே நேரத்தில் அது இப்போ இருக்கிற முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் கோச்சிங் சென்டர்லாம் வந்திருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டு எழுதுங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள அவங்ககிட்ட கேளுங்கள் ஒரு கைட்னஸ் கண்டிப்பாக வேணும் இல்லையா உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஸோ ஆறாவது பாயிண்ட் என்னென்னா கம்ப்ளீட் யுவர் ஆல் ஹோம் ஒர்க்ஸ் ஆர் ஆல் சாப்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இது இந்த ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் சரி ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் உங்கள் ஷெட்யூல் படி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஏ ஹோம் ஒர்க் வேறு ஒன்றும் ஒரு ஆள் வந்து இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க நாளைக்கு கேட்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்கிறது மட்டுமே ஹோம் கிடையாது நீங்கள் உங்கள் ஷெடியூல் படி என்னெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஒன் ஆஃப் த ஹோம் ஒர்க் மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணபடி கரெக்டாக எல்லாத்தையும் முடிக்கணும் எல்லாத்தையும் ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் இது இல்லாமல் கோச்சிங் சென்டர் எதாவது படிக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருந்தாலும் ஆஃப்லைனில் இருந்தாலும் படிக்கிறீங்கன்னா அதில் சில விஷயங்களாம் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா அதை எல்லாமே கம்பல்சரி வீட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதுவும் ஒரு ஹோம் ஒர்க்கு தான் அதை கம்பல்சரி முடிச்சிட்டிங்கனாவே ஓரளவு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் மனசில் இப்போ இன்றைக்கி நம்ம இன்றைய வேலையை கரெக்டாக முடிச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் அடுத்தடுத்த நாட்களில் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டும் அதனால் அண்ணனைக்குரிய ஷெட்யூல் படி அண்ணனுக்கு இருக்கிற ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ ஏழாவது பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மார்க் டெஸ்ட் எழுதணும் அதை வந்து மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அதாவது அனலைஸ் பண்ணணும் ஸோ மார்க் டெஸ்ட் அண்ட் அனலைஸ் யுவர் ஆன்சர் மிஸ்டேக் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் தவறு செஞ்சுருக்கீங்களோ ஒரு நீங்கள் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும் இந்த மார்க் டெஸ்ட் எழுதும்போது எல்லாத்தையும் இங்கே படித்து தரவு பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் எழுதணும்னு போன வீட்டில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் ஸோ இதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தவறுகள் எந்த ஆன்சருக்கு தவறாக இருந்தது நீங்கள் என்ன நினச்சி அந்த ஆன்சர் பண்ணிங்க அது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு உங்கள் புக்ஸை வச்சு வெரிஃபை பண்ணுங்கள் இது தான் வந்து அனலைஸ் பண்ணுறது அல்லது ப்ராப்ளம் சம்ம சம்மந்தப்பட்டது ஒரு ஈக்குவேஷன் சம்மந்தப்பட்டதும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணதுக்கும் உங்கள் கைடில் இருக்கிறதும் உங்கள் டீச்சர் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இது அனலைஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மிஸ்டேக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாக் டெஸ்ட்டில் அதே கொஸ்டின் மேபி வந்ததுன்னு சொன்னால் திரும்ப அதே மிஸ்டேக்கை உங்களால் பண்ண முடியாது அது தவிர்க்க முடியும் அதனால் அனலைஸ்ன்றது மோர் இம்பார்ட்டண்ட் டு யூ ரைட்டிங்களா ஸோ அதை பண்ணுங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது ஏன்னா இங்கே ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட பர்ஃபாமன்ஸை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அந்த ஷெடியூலே அந்த முடித்ததுக்கப்புறம் உங்கள் பர்ஃபாமன்ஸ் என்னன்றது அதுலேயே ரிசல்ட்டாகவும் வந்துடும் ஸோ ஈஸியாக இமீடியட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இல்லை ஒரு டிராபேக்கும் இருக்குது ஏன்னால் நீங்கள் ஷேடிங்லாம் அதில் பண்ண முடியாது ஆன்லைனில் ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே புதியவர்களாக இருப்பீங்க ஃபஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மேனேஜ் யுவர் டைம் வெல் பிட்வீன் ஸ்டடிஸ் அண்ட் அதர்ஸ் ஸோ இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்கள் டைமை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும் உங்கள் டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் எதற்கு இடையிலன்னா உங்கள் படிப்பிற்கு இடையில் உங்கள் படிப்பிற்கும் மற்ற வேலைகளுக்கும் இடையில அந்த டைமை மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் படிச்சிட்டே இருப்பீங்க அதிக நேரம் படிப்பீங்க அதிக நேரம் படித்தாவே ஒரு சோர்வையும் கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுக்கும் அந்த சோர்வு வராமல் இருக்கணும்னா நீங்கள் மற்ற வேலைகளில் ஈடுபடணும் ஆனால் அதே நேரத்தில் அந்த மற்ற வேலைகளில் ஈடுபடும்பொழுது அந்த டைம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும் அந்த மற்ற வேலை அப்படின்னு சொல்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது உங்கள் படிப்பை பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களாக பார்த்து அந்த வேலையில் ஈடுபடணும் அதனால் உங்களோட படிப்புக்கும் மற்ற வேலைக்கும் இடையில் இருக்கிற அந்த வித்தியாசத்தை உணர்ந்து அந்த அந்த டைமை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணி படித்தீங்கன்னாவே போதுமானது ஸோ நைன்த்து பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கும்பொழுது நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா ஸோ அந்த டவுட்ஸை எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது இது நம்ம டவுட்டு தெரியல சரி ஒன்று ரெண்டு மூணு வழிகள் இருக்குது இல்லையா ஒன்று உங்கள் கோச்சிங் சென்டராக இருந்தோன்னா கோச்சிங் டீச்சரை கேட்கலாம் ஸ்கூலாக இருந்தோன்னா ஸ்கூல் டீச்சரை கேட்கலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கால் பண்ணி கேளுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவு டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும் ஏன்னா டவுட்டோட சந்தேகங்கள் இருக்கவே கூடாது எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகங்கள் பெரும்பால் எப்போ நமக்கு வரும் பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க மார்க் டெஸ்ட்டு எழுதுறீங்கன்னா அப்போலாம் கண்டிப்பாக எதாவது ஒரு கொஸ்டினில் கண்டிப்பாக டவுட் வரும் அந்த மாதிரி டவுட் வந்து அந்த நேரத்தில் போய் யாரையும் கேட்க முடியாது இது மார்க் டெஸ்ட்டு நீங்களே எழுதுறீங்க அப்படின்ற சொ சு சுச்சுவேஷனில் நிறைய டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதுவீங்க இல்லையா அந்த டைமில் கூட நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அந்த தவறை நீங்கள் அனலைஸ் பண்ண இல்லையா மிஸ்டேக்ஸ்லாம் அந்த டைமில் எதனால் வந்து ஏன் வந்து இது புரியலை அப்படின்னா உடனே நீங்கள் அதை தெரிஞ்சவங்கிட்ட கண்டிப்பாக கேட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் நைட் நமக்கு தூக்கமே வருன்ற நிலைக்கு நீங்கள் வரணும் ஸோ அட பார்த்துக்கலாம் ஒரு மார்க்கு தானே நாலு மார்க்கு தானே நினைக்காதிங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் அஞ்சு கொஸ்டினுக்கு நீங்கள் போச்சு நாலு மார்க் அப்படின்னாவே அங்கே டுவெண்ட்டி மார்க் மேலே அவுட் ஆகிடும் இல்லையா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டடி பாசிட்டிவ் டிடெர்மைன் டு அச்சீவ் யுவர் கோல் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக வேணுங்க ஸோ யார் ஒருத்தவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னா நெகட்டிவாகவே நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது முடியாது இதை படிக்க முடியாது நிறைய பேர் எழுதுறாங்க நம்மளால் முடியுமா அந்த கொஸ்டின் உங்கள் மனசில் வரக்கூடாது நீங்கள் படிக்கிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்பிக்கை அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் மனசில் வேணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு மதிப்பெண் கூடும் ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுமே ஒரு ஒரு மதிப்பெண்ணாக கன்வெர்ட் ஆகும் அதனால் நீங்கள் எழுதுறத முத முதல்ல வந்து உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும் உங்களை முழுசாக நம்பி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நீங்கள் உருவாக்கிக்கணும் உங்கள் மனசில் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்போ வரும்னு தெரியுங்களா நீங்கள் படிக்கும்பொழுது ஒரு கொஸ்டினை தரவு பண்ணிட்டீங்க அப்போ இன்றைக்கி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு வந்ததுனாலவே அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் அதனால தான் சொல்கிறது இரண்டாவது நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மதிப்பெண் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த எனர்ஜியெல்லாம் க்ரியேட் ஆகணும் அதிகமாக பாசிட்டிவாக அப்படின்னா படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சூழ்நிலையில் ச மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ண முடியல டவுட்டை கிளியர் பண்ண முடியலனா உடனே வந்து டக்குன்னு வந்து ஐயோ நம்மளால முடியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களால் அனைத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டே வாங்க டேட்டை பற்றி எக்ஸாம் பற்றியெலாம் எதுவுமே ஒரே பண்ணாதீங்க இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் பத்து பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இந்த பத்து பாயிண்ட்டை மட்டும் மனசில் வச்சு மானும் படிச்சுட்டே வாங்க நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் நீங்களும் ஒரு சாதனையாளராக கண்டிப்பாக வர முடியும்